வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின வாட்ச் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது இது மீஷோவில் வாங்கினது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் மென் யூஸ் பண்ணுறது ரெண்டுக்குமே வாரண்டி கொடுத்துருந்தாங்க ஒன் இயர் இது வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது லேடிஸ் வாட்ச் ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துதுன்னு சொல்லி இது வாங்கினது ஆனால் அப்புறம் ஒரு ஒரு டைம்ஸ் யூஸ் பண்ணோடனே அதோடய கலர்லாம் ரொம்ப போயிடுச்சு இந்த வாட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளாக் கலரில் இடையில வந்து ஒரு ஷேட் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது பட் கலர் வந்து எல்லாம் போயிடுச்சு அந்த கோல்டன் கலர்லாம் போயிடுச்சு அடுத்து இது வந்து அமேசானில் வாங்கினது கார்னர் பிராண்ட் ஃபைவ் ஐ வாங்கினது ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால இது வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இதுக்கு வாரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க 2500 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் இதோட ரேட்டு இதோடய ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணப்போ ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு அதனால் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி அது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சோன்னு அதை ரிட்டன் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஜுவல்லரி எல்லாமே ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே கோல்டு மாதிரியே இருந்துச்சு இந்த செயின் வந்து ரொம்ப நல்லாயிருந்தது ஆனால் அடுத்த செயின் வந்து அது டாலர் பக்கத்தில் உள்ள அந்த செயின் வந்து கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க அந்த டிசைன் ரெண்டுமே வித்தியாசமாக தான் இருந்தது டூ இந்த ரெண்டு ஜுவல்லரியும் கிடச்சிச்சு அதுக்கு செட்டாக கம்மளும் கொடுத்துருந்தாங்க இது வேறு ஒரு செட்டு இதுவும் நல்லா இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு இது ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் வாங்கி ஒரே நாளில் அவ்வளோ செயின் எல்லாம் அப்படியே விட்டுடுச்சு அப்படின் சொல்லி சொன்னாங்க பார்க்குறதுக்கு ஜுவல்லரி எல்லாமே அழகாக தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக விட்டு போயிடுறதுனால இந்த ஜுவல்லரி வந்து வாங்கி வேஸ்ட்டு அடுத்து சூப்பராக இருந்துச்சு இந்த பாக்ஸில் வச்சு இந்த குட்டி செயின் வந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடலில் ஆர்டர் பண்ணது ஆனால் வந்தது ரெண்டும் ஒரே மாடலில் வந்தது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது வாங்கினதில் இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி